எல்லோருக்கும் வணக்கம் நம்ம இப்போ எதை பார்க்க போகிறோம்னா ஃபோட்டோஷாப்லாம் வந்து நம்ம இப்படி ஆட்டோமேட்டிக்காக ஒரு சப்ஜெக்டை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுக்கிற பெண் ரூல் இல்லாமல் ஈஸியாக எப்படி கட் பண்ணி எடுக்கிறது பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு தேவையான ஃபோட்டோ எடுத்துக்கலாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு செலக்ஷன் ரூல் செலக்ட் பண்ணுங்க அதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் செலக்ஷன் இருக்கும் அதை எடுத்து இந்த மாதிரி ஸ்கொயராக நீங்கள் எந்த கட் பண்ணணுமோ ஸ்கொயராக நீங்கள் எடுத்துட்டா போதும் அப்படி எடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்காகவே இந்த மாதிரி செலக்ட் ஆயிரும் ஸோ அதில் வந்து ஆட் பண்ணணும்னா கண்ட்ரோல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு எதாவது ஒரு மார்க்கிங் டூல் வச்சுட்டு எழுத்து விட்டிங்கன்னா அவங்களுக்கு அப்படியே மார்க் ஆயிரும் அதே மைனஸ் பண்ணணும்னா ஆல்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு ஏதாவது ஒரு மார்க்கிங் டூல் வச்சுட்டு அந்த இடத்த நீங்கள் கரெக்டாக அப்படி ரேண்டமாக வரைஞ்சி விட்டாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே செலெக்ட் ஆகிடும் இந்த இதில் வரையின பாருங்கள் இந்த மாதிரி அது உங்களுக்கு வந்து அந்த மார்க்கிங் ரூல் பக்கத்துலேயே ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்கும் அதுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியும் பார்த்தீங்களானா இப்போ வந்து கரெக்டாக செலக்ட் ஆயிடுச்சு இன்னும் என்ன பண்ணுன்னா ஃபைலில் போயிட்டு நியூ பேஜ் ஒன்று எடுக்க நியூ பேஜ் எடுத்துட்டு இப்போ அந்த செலக்ட் ஆகி நிற்கிறத கண்ட்ரோல் ப்ளஸ் பண்ணி பிடிச்சிட்டு இப்படி ட்ராப் பண்ணி விட்டாலே போதும் இந்த பக்கம் வந்துடும் இப்போ என்ன பண்ண போறோம்னா இதுல இருந்து தனியா இருக்கு அதை மட்டும் தனியா எடுத்து போட்டோ போட்டுட்டோம் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும் அந்த லேயரை பின்னாடி கொண்டு போதும் லேயரை பின்னாடி கொண்டு போகிறதுக்கு நம்ம லேயரை கிளிக் பண்ணிட்டு அந்த லேயரை வந்து நிறைய கீழே எழுத்து விட்டா போதும் இந்த மாதிரி எடுத்து நம்ம கட் பண்ணி அந்த போட்டோஸ் முன்னாடி வரும் பின்னாடி போயிடும் அதுக்கப்புறம் கண்ட்ரோல் டீ கொடுத்து நம்ம தேவையான அளவுக்கு பேக்ரவுண்டை மூவ் பண்ணால் போதும் பாருங்க தேவை இது வந்து எல்லா போட்டோஷாப்ல கிடையாது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த மாதிரி போட்டோஷாப்ல மட்டுந்தான் சப்போர்ட் ஆகும் கூடவே இந்த பிளகன்ஸ் எல்லாம் வந்துருக்கு பாருங்க பேக்ரவுண்ட் அழகாகவே செட் ஆகிடுச்சு இது நம்ம பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி லைட்டாக லைட்டிங் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கோ அந்தளவுக்கு நீங்கள் செட் பண்ணால் போதும் செட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவை என்ன ஸ்கின் பின்னர் போர்ட்ரேட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது என்ன போட்டுக்கலாம் இது வந்து ஸ்கின் ட்ரோனை கொஞ்சம் அழகாக ஸ்மூத்தாக காமிக்கும் அதுக்காக தான் இவ்வளோ தான் ஈஸியாக முடிஞ்சிடுச்சு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு ஃபோட்டோஷாப்லேயோ வீடியோ எடிட்டிங் ஃபோட்டோகிராஃபி இந்த என்ன டவுட் இருந்தாச்சுன்னாலும் கமெண்டில் கேளுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போட்டுலாம் அதிகம்